அவர்களுக்கு ஏன் இந்த நோய் ஏதோ தவறு செய்து விட்டார் குறை செய்து விட்டார் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார் அதனால் தான் இந்த நோய் ஏற்பட்டு விட்டது என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் இந்த குறை பேசக்கூடிய தன்மை நபி ஆகியோர் அவர்களுடைய காதுக்கு எட்டிய உடனே நபி ஆகியோனாக்கு வசலாம் அவங்களுடைய மனங்களும் அவங்களுடைய உள்ளங்கள் ரொம்ப வேதனையடைந்து கண்ணிவிட்டு அழிந்திடும் முறையிலே என்னை அவதூறாக பேசுகின்ற உனக்கே உரித்தாக இருக்கும் என்று நம்பி தன்னுடைய மனைவி அழைக்கின்றார் ன்றைக்கு நம்மளுடைய கோமுகள் நமக்கு ஈமான் கொண்ட மக்கள் நம்முடைய உம்மத்துகள் நம்மளை குறைபேச ஆரம்பித்து விட்டார்களோ இனிமேல் நாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இந்த ஊரில் இருக்கக்கூடாது இந்த ஊரை விட்டு நாம் சென்றுவிட வேண்டும் ஆகையினால் எனக்கு ஈமான் கொண்ட மக்கள் ஹுராணி ஹைபுரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாட்டில் இருக்கு இருந்து வாழ்கின்றார்கள் எனக்கு ஈமான் கொண்ட மக்கள் ஆகவே என்னுடைய கோமுகள் என்னுடைய உம்மத்துகள் அந்த நாட்டுக்கு செல்வமையானால் நம்மளை நன்கு நல்ல முறையில ஆதரவளிப்பார்கள் ஆதரிப்பார்கள் தகுந்த பாதுகாப்படிப்பார்கள் உபகாரம் அளிப்பார்கள் அந்த நாட்டுக்கு நாம் செல்வோம் போவோம் என்று தன்னுடைய மனைவி கொண்டு நாட்டை விட்டு பயணப்பட்டு சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழியோ நல்ல வழி நடந்துடும் சென்று பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு வருகின்றார் நம்முடைய வருகின்றார் அவ மரியாத எதிரை கண்டுகளை அழைத்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த ஒரு இருப்பிடத்தை தயார் செய்து அந்த இடத்தில் கொண்டு போய் அவர்களையும் அமர செய்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நோயும் அவருடைய வேதனையோடும் வருத்தோடு நம்முடைய நபி அவர்களுக்கு அவ்வாபுத்தொரு நோயை கொடுத்து விட்டானே எந்த எண்ணத்தோடு அவர்களை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்ல முறையிலே பாதுகாப்பளித்து உபசரித்து வந்துடுவ உண்மை அவர்களுக்கு அவ்வப்போது என்று சொல்லக்கூடிய நாட்டிலே யார் வருகின்றார்களே ஒரு பெரிய மனிதனுடைய வேஷம் போன்று பெரிய மனிதனுடைய சூரத்தை போன்று பெரிய மனிதனுடைய சிறந்தவனை போன்று வேஷம் போட்டு யாரு இந்த தொண்ணூறு பதிமூணு அந்த உரானி ஹை புனியா வந்து இறங்கி அந்த நாட்டு மக்களை எல்லாம் அழைத்து என்ன சொல்லுகின்றன உங்களுக்கு நான் நல்ல ஒரு செய்தி சொல்லுகின்ற கூடி அந்த நேரத்தில் ஈமான் கொண்டு வாழ்கின்றீர்களே அவர் அல்லாவுடைய நபி ஆகி இருந்தார் அல்லாவுடைய ரசூலாகி இருந்தால் அவருக்கு ஏன் இந்த நோய் வர வேண்டும் வர வேண்டும் அவருக்கு ஏன் இந்த கஷ்டம் ஏற்பட வேண்டும் சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வைகுராணி மக்களே ஜனங்களே நீங்கள் சற்று உங்களுடைய மனநிலையை எண்ணி பாருங்கள் அல்லாவுடைய நபியாக இருந்தால் அவருக்கு ஏன் இந்த நோய் வர வேண்டும் அல்லாவுடைய அவருக்கு ஏன் இந்த நோய் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் ஆகையினால் அவருடைய நபி பட்டத்தில் தவறு செய்து விட்டார் குறை செய்து விட்டார் அல்லாஹுக்குமாறு செய்து விட்டார் அதனால அவர்களுக்கு இப்பேர் குறித்து ஒரு வேதனையை அல்லாஹ் கொடுத்து விட்டார் ஆகையினால் ஜனங்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன் அவரை நீங்கள் இந்த ஊர்ல வைத்து பாதுகாத்து வருவீர்களேயானால் அவர்களை நீங்கள் பராமரிப்பீர்களே அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது பெரும் வியாதி தொத்து வியாதி அதனால் உங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய உங்களுக்கு அந்த நோய் அணிவிடும் அந்த நோய் உங்கள் மீது பரவிவிடும் அதனால உங்களுடைய நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆகவே இன்னையில் நீங்கள் யார் ஊன் அணிக்கக்கூடாது சாப்பாடு கொடுக்க கூடாது உபகாரம் அளிக்க கூடாது போய் பார்க்க கூடாது யாரும் அவர்களுக்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்யக்கூடாது என்று அந்த இப்படி சிலவன் அந்த ஜதங்களுடைய மத்தியிலே சொன்னார் சொன்ன பார்த்தார்கள்ருக்குரிய மனசு சொல்வதுதான் வாஸ்தவம் உண்மை அவர்கள் ஏதோ அல்லாவுக்குமாறு செய்துவிட்டார்கள் என்று நபி மேல் இருக்க வேண்டிய ஈமானை இழந்து இபிலிசானுக்கு ஈமான் அந்த நாட்டு மக்கள் அல்ல ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக அந்த மக்களுடைய மனதை மாற்றிவிட்டான் இழக்க செய்து விட்டான் இந்த நிலையிலே நபி அய்யூப் அலை சலாத்துலாம் அவர்கள் அங்கு இருக்கின்ற அந்த மக்களுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற இந்த ஊராணி நாட்டு மக்கள் இங்கிலீஷினுடைய மாய்கையினால் அவனுடைய பேச்சிலே மதிமயங்கி தன்னுடைய மனதை பறிக்கொடுத்து அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்களே ஆனால் அன்னையில் இருந்து ஊர்கட்டுப்பாடோடு யாரும் ஐயூப் நம்பியை பார்க்கக்கூடாது சாப்பாடு கொடுக்க கூடாது புகாரம் அளிக்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்து விட்டார்கள் இந்த நிலையிலே நப்பி ஐயப் அலசன்த் வசதாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியாகிற அம்மா பிவி இரண்டு பேர்களும் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் பி ரஹிமாவே நம்மளை இது நாள் இதுவரைக்கும் வந்து பாதுகாத்தவர்கள் பராமரித்தவர்கள் ஊன்றின் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் யாரும் இதுவரைக்கு வரவில்லையே என்ன காரணமோ தெரியவில்லையே என்று சொல்லுகின்றார் பி வீரமாவே ஆனால் என்னுடைய திரேகத்தில் அல்லாவுடைய விருந்தாளிகள் எல்லாம் என்னை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த நேரத்தில் மனைவிக்கு பசி பொறுக்க முடிவில்லை அல்லாவுடைய விருந்தாளிகள் எனக்கு உண்பதற்கு உஜ்ஜீபன வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த ரஹிமா அம்மா கண்களில் கண்ணீர் ததும்ப நம்முடைய பாதுகாத்த மக்கள் பராமரித்த மக்கள் நம்மளை வந்து இது நேரம் ஏன் கேட்பாரில்லை நம்மளை ஏறும் பார்ப்பாரில்லை கேட்கவில்லையே உள்ளத்தில் வேதனையோடு தன்னுடைய கணவருக்கு ஊண்டில் கொடுக்க வேண்டுமே அவர்களை பாதுகாக்க வேண்டுமே என்று அவர்களுக்கு செய்த ஒரு உபகாரம் அவர்களை பாதுகாத்த ஒரு பண்பு இவ்வளவுதான் நாம் சொல்லி முடிக்க முடியாது அந்த முறையிலே நம்பி அய்யூப் அவர்களுக்கு செய்தார்களாம் பி வி ரஹிமா அவங்களுடைய திரேகத்திலே ஏற்பட்ட அந்த நோயினுடைய தன்மையினால நபி ஐயப்பு சொரிந்து சொரிந்து அவங்களுடைய நகங்கள் எல்லாம் அழுகி விழுந்து விழுந்து அதே நேரத்தில் அவங்களுடைய திரேகத்தில் அரிப்பு அடங்காது பிவி ரஹிமாவை அழைத்து சொல்வார்கள் பி ரஹிமாவே என்னுடைய திரேகங்கள் எல்லாம் அதாவது திரேகத்தில் அரிப்பும் அதனுடைய தன்மையும் என்னால் பொறுப்ப முடியவில்லை என்னுடைய திரேகத்தில் அறிப்பு அடங்க வேண்டும் என்று சொல்வார்களாம் அது போல கணவருக்கு அவங்களுடைய திரேகத்தில் அறிப்பு அடங்கக்கூடிய முறையில எந்த முறையில் அவர்களுக்கு அந்த பணியை செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே செய்து முடிப்பார்களாம் அது மட்டுமல்ல அவங்களுடைய திரேகத்தில் வரக்கூடிய அந்த அசுத்தமான அந்த நீர்களையும் அசுத்தமான அந்த வெத்தங்களையும் அவங்களுடைய கை கொண்டு துடைத்து துப்புரவு செய்வார்களாம் அது மட்டுமல்ல அந்த ரஹிமா அம்மாவுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவருக்கு அவர்கள் இதுமத்தினுடைய தன்மையைப் பற்றி சொல்லுகின்றார்கள் அதாவது கை கொண்டு துடைக்கக்கூடிய இடங்களில் துடைத்து துப்புரவு செய்வார்களாம் கைபட்டால் உந்து விடுமோ கைபட்டால் திரேகம் நோயினை ஏற்பட்டு விடுமோ என்று இருக்கக்கூடிய அந்த இழந்த திரேகங்களிலே பிவி ரஹிமா அம்மா தன்னுடைய நாவை கொண்டு நக்கி துப்புரவு செய்திருக்கின்றார்களாம் தன்னுடைய கணவன் மீது பக்தி இருந்திருக்கிறது அல்லாவுடைய பயம் இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் டயமா தன்னுடைய கணவருடைய திரேகத்தில் வரக்கூடிய அந்த அசுத்தமான அந்த நீர்களை நாவ நக்கி துப்புரவு செய்ய வேண்டுமே ஆனால் அவங்களுடைய பதி பக்தி எந்த அளவுக்கு உலகத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும் நாமே இந்த உலகத்தில் தன்னுடைய கணவருக்கு செய்கின்றரிய பணிந்து எந்த முறையில என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்கணும் அடுத்துல திட்டும் பேசுல பேச்சும் அவருக்கு வந்த காய்ச்சலும் மண்டையும் உடனே அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு நிலைமைகளும் நம்மளுடைய ஒரு ஹீமானுடைய ஒரு நிலைமையும் ஆகையினால பெண்களுடைய மத்தியில் அந்த ஹஹிமா அம்மா வாழ்ந்து காட்டி அவங்க செய்து காட்டிய ஹெதுமத்தினுடைய தன்மையைப் பற்றி சரித்திரங்களில் எழுதுகின்றார்கள் இந்த முறையிலே தன்னுடைய கணவருக்கு ஹெதுமத்து செய்தார்கள் என்று அதனால்தான் அவங்களுடைய ஒரு வரலாறுகளை இன்றைக்கும் அதாவது பொன்னேடு என்று சொல்லக்கூடிய அதாவது அவங்க பொன்னேட்டில பொறிக்கப்பட்டிருக்க கூடிய அந்த அழியாத வாசகங்களாக தியாமத்துடைய நாள் வரைந்திரமும் அழியாத பொருளாக பெயரோடு அவங்களுடைய புகழோடு நம்மளுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அதை பற்றித்தான் இன்றைக்கும் நம்மளுடைய மிக்காக மஜ்ரிசில கல்யாணம் முடிந்ததும் கருத்துன அவ ரெண்டு நோய்வாய்ப்பட்டு சங்கடப்படுங்க அது போல அவங்க இருந்தாலும் அந்த நிலைமையில இருந்த அய்யூப் நபி ரஹிமாவும் எந்த முறையிலே கணவன் மனைவி என்ற பந்த பாசத்தோடு வாழ்ந்தார்களோ அதுபோல நீங்கள் ஒற்றுமையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றுதான் அதனுடைய கருத்து அதனால் தான் அயூப் அலே சதாத் தான் அவர்களுடைய நிலைமையை கண்டு அந்த ரஹிமா அம்மா சகித்துக் கொள்ள முடியல பசி என்று சொந்ததும் மனம் பதறுகின்றன தன்னுடைய கணவருடைய பசியை தீர்த்து கொள்ள வேண்டுமே பசிக்கு ஆகார வேண்டுமே என்ன செய்வது அந்த அம்மாள் ஊர் அந்த ஊருக்குள் ஓடோடி சென்று வீடு வீடாக சென்று கேட்கின்றார்கள் அம்மா என்னுடைய கணவரோ பசியாலை துடிக்கின்றார் பசியாலை வேதனைப்படுகின்றார் ஏதாக உன்ன உணவு கொடுங்கள் என்று வீடு வீடாக சென்று கேட்டார்கள் யாரும் கொடுப்பார் இல்லை கொடுக்க முடியாத நிலையிலே அந்த மக்களுடைய மனதில் பார்த்துக்கிட்டார் இங்கிலீஷார் ஆகவே இந்த தன்மையினால் ரஹிம்மா அம்மா வேதனைப்படுகின்ற ஆகும் எந்த விதமான உபகாரம் நம்மளுக்கு கிடைக்கவில்லையே நம்முடைய கணவருக்கு எப்படி உணவு கொண்டு கொடுப்பது என்று அந்த அம்மாள் மீண்டும் ஓடி வருகின்றார் அந்த கணவரை பார்த்து சொல்லுகின்றார் அருமை அல்லாவுடைய ஆனால் நம்மளை ஏன் எதற்கு என்று கேட்பார் இல்லை விதமான உபகாரம் அளிப்பார் நாம் என்ன செய்வது என்று அந்த அம்மாள் ரொம்ப வேதனையோடு சொல்லும் பொழுது நபி ஐயோ பல பிவி ரஹிமாவே அதாவது நம்மளுக்கு ஹதியாவாக வரக்கூடிய ஒரு பொருள் நம்மளுக்காக அது நாம் சாப்பிடக்கூடாது ஆகையினால் நம்முடைய உடல் வரக்கூடிய உணவு தான் பொருத்தமான உணவு அல்ல அதனால் நான் அகமத்தி செய்திருக்கின்றான் ஆகினால் ரஹிமாவை நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பால் வேலை கோச்சாலிகள் செய்து கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கின்ற ஒஜீவனத்தை உபகாரத்தை கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு சொல்ல அது கேட்டு அந்த அம்மா விரைந்து ஓடி சென்று அந்த நாட்டுக்குள் வீடு வீடாக சென்று வீட்டுகளில் உண்டான வீட்டு வேலை செய்தி கூலி வேலை வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுகுகின்றது இது போல உள்ள பணிகளை செய்து வேலைகளை செய்து அதனால் கிடைக்கின்ற கூலியான அந்த ஊண்டியினை கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுத்து அந்த ரஹிமாமா பாதுகாத்து வந்தார்கள் ஆகையினால எல்லாருமே பெரியவர்களே தாய்மார்களை சற்று சிந்தித்து பார்க்கணும் அப்படி ஒரு தாய் இந்த உலகத்துல ஹிதமத்து செய்வது என்று சொன்னா அது உலகத்தில பார்ப்பது காண்பது மிக மிக அரிதாக இருக்கும் அப்படி ஒரு பெண்ணு கணவனுக்கு இந்த முறையில் செய்வது என்று சொல்லக்கூடியது அது ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்தில ஒண்ணு இருக்கத்தான் இருக்கத்தான் முடியுமே அல்லாது அதை நாம் கண்கூடாக நாம் சொல்லக்கூடிய நிலையில பார்க்க முடியாது ஆகையினால இது போன்ற ஒரு செய்தார்கள் பி வி அப்படி பாதுகாத்து வரக்கூடிய நாளையில் மீண்டும் அந்த நாட்டுக்குள் இபிலி சில தூங்காவாக கூடியவன் அந்த நாட்டுக்குள் வந்து இறங்கி மக்களுடைய மத்தியில் என்ன சொல்லுகின்றனங்களே பூராணி நாட்டு மக்களே இன்னும் நீங்கள் அயோப் நபி இந்த ஊருக்குள்ள வைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர்களே அதே கையோடு உங்களுடைய வீட்டுகளில் வந்து வீட்டு வேலை செய்கின்றார்களே அந்த அசுத்தமான நீரங்குடிய கைகளில் பட்டிருக்கும் அல்லவா அதனுடைய தன்மை உங்களுடைய வீட்டுகளிலே வந்து வேலை செய்யும் போது அது நின்றும் அந்த கிருமி உங்களுடைய இடங்களிலையும் பற்றி அதனால உங்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டு ஊரை விட்டு விரட்டுங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்து என்று இந்த இங்கிலிஷ் அந்த மக்களுடைய மத்தியிலே சொல்லுகின்ற அதை கேட்ட அந்த ஜனங்கள் அல்ல மீண்டும் அது போன்று அன்னையோடு ஐயோ நபியின் மனைவி ஆகிய அஹிமா அம்மா யாரும் வீட்டுக்கு அளிக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் எல்லாம் கூடி வந்து ஐயோப்பை பார்த்து சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய நம்பி அல்லாவுடைய சூலே நீங்க இனிமேல் ஒரு நிமிஷம் மாதிரியும் கூடிய ஊரில் ஊரை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அப்படி போகல உங்களை போகும்படியாக நாங்கள் செய்வோம் என்று அந்த ஜனங்கள் சொல்லுகின்றார்கள் அதே நேரத்தில் கேட்ட நினைப்பா ஐயோ சொல்லுகின்றார்கோ என்னுடைய பம்புகளே என்னுடைய மக்கள் என்னை பார்த்தீர்களா என்னுடைய நிலையை பார்த்தீர்களா நானும் எழுந்திரித்து நடப்பதற்கு எழுந்திரித்து செல்வதற்கு சக்தி இல்லாத நிலையில் தான் இருக்கின்ற என்னை பார்த்து நீங்கள் ஊரை விட்டு போங்கிருப்பேன் செல்வேன் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் போகும்படியாக செய்வோம் என்று அந்த ஊர் ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஐயோப்பை நபி போகமாட்டார் அவரை நாமல் போகும்படியாக செய்ய வேண்டுமையானா ஒரே வழி என்று காட்டுக்கு சென்று இடையர்கள் ஆடு மேயக்கூடிய இடையர்கள் அந்த காற்று இடையில காவலாக கடிக்க செய்ய வேண்டும் அவர்களை துன்புறுத்த வேண்டும் அப்பந்தான் இந்த ஊரை விட்டு போவார்கள் என்று அந்த ஊர் ஜனங்கள் பெரிய பெரிய ஓநாய்களை பிடித்து கொண்டு வருகின்றார்கள் இந்த செய்தி ரஹி மாமாவுக்கு தெரிந்த உடனே அவர்கள் அடிவந்து தன்னுடைய கணவருடைய காலடியில் தானே விழுந்து கண்ணீர் கலங்க சொல்லுகின்றார்கள் என்னுடைய நாயகரே அல்லாவுடைய கணிக்க செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய ஓனாய்களை பிடித்து கொண்டு வருகின்றார்களே அந்த ஓநாய்கள் வந்து உங்களை கடித்து விடுமோ உங்களுக்கு தொல்லை கொடுத்து விடுமோ இந்த காட்சி என்னுடைய கண்ணால எப்படி நான் பார்த்திருக்க கணவருக்கு அதாவை கொடுத்து விடுவோம் இதை நாம் எப்படி பார்ப்பது சகிப்பது என்று அந்த அம்மாள் மனம் பொறுக்காத முடிய மனம் பொறுக்க முடியாத நிலையிலே கண்ணீர் விட்டு அழுகின்றார் இதை பார்த்த நபி ஐயோ பேசலா துசலாம் சொல்லுகின்றே பயப்படாதீர்கள் ஓனாய் வந்து கடித்து விடுமோ நம்மளுக்கு தொல்லை கொடுத்து விடுமோ அதனால் நம்மளுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் மஞ்ச வேண்டாம் ஆகினால் ரஹிமாவை பார்த்து கொண்டே இருங்கள் அந்த ஓநாய்களுக்கு அல்லாஹு தால ஆண்டவன் நபிமாக இறைச்சி அல்லாஹாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் அந்த ஓநாய் என்னை அணுகாது எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்காது அது போகக்கூடிய நிலையை பாருங்கள் பிவி ரஹிமாவே என்று சொல்லி முடித்தவுடன் அதே நேரத்தில் ஓனாய்களை பிடித்து கொண்டு வந்த நின்று அவர்களை பார்த்து அந்த ஓனாய்களைத்தான் காட்டுகின்றார்கள் கடிக்கும்படியாக இருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த ஓநாய்கள் எல்லாம் சங்கிலிகளை ஆற்றிக் கொண்டு காட்ட பார்க்க எடுத்து ஓட்ட ஓநாய்கள் multim��� Beast атив福 worship amazon west mean the precon their ind sum ing comments guess offs звуч maker Authority ctor, ausmall, Olympian, my friend. from Nossaam, as John, as武 physical gear to the Cal man, as the Qupas and was a share, was so От paugh Here Maj अ, I was a shotain. There are also done in at the percent a stock that childhood. I will. Ausus, As it is as a way, I when his wife body model as the hand. So there are a chance, I was a chance. To poss��, Lani, number. I was one way down including move 3ين, he came out of the hotel. That's an art style. Then I was a stack of AADMEng. In the most it. I can't. I can't replace. Okay, let us, while. Attention. You are அந்த ஓனாய்கள் அணுக முடியாது எல்லாம் ஓடிய உடனே அந்த ஜனங்கள் சொல்லுகின்றார்களா நபியே ஐயப்பவர்களை நீங்கள் இந்த உறவிட்டு போக வேண்டும் போகவில்லை என்று சொன்னா உங்களை நாங்கள் கல்லால் அடித்து விரட்டிடும் கடுகால் இனி சுமிக்கோ இனிமேல் நாம் இந்த ஊர் இருக்கக்கூடாது ஆகையினால் இந்த ஊரை விட்டு நாம் சென்று விட வேண்டும் இந்த ஊரை விட்டு நான் போய்விட வேண்டும் அதற்கு வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு சொல்ல அந்த ரஹிமாமா அவர்களுடைய சொல்கேட்டு அதன்படி அந்த ஊரை வீட்டில் சில தூரத்துக்கு அப்புறமாக அவங்க இருப்பதற்கு தகுந்த இடத்தை தான் தயார் செய்து கொண்டு அந்த ரஹிமாமா மீண்டும் தன்னுடைய கணவரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய ஆனா இடத்தை நான் பார்த்து வந்து விட்டேன் ஆனா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமே எந்த முறையில் நான் கொண்டு போவேன் ஆனால் உங்களை தூக்கியோ எடுத்தோ செல்வதற்கு எனக்கு அது புரிய ஒரு சக்தி இல்லையே நான் எப்படி அழைத்து கொண்டு சொல்வேன் என்று ரஹிமா சொல்லும் பொழுது நம்பி ஐயோ பிளேசன சொல்லுகின்றார்கள் பி வி ரஹிம்மாவை ஒன்றுக்கும் இந்த ஊரை விட்டு அப்புறமாக செல்லுங்கள் மூன்று ரோட்டு பிரியக்கூடிய அந்த ஒரு முச்சந்தி வீதி அந்த வீதியிலே போய் நில்லுங்கள் இரண்டு பேர்கள் வருவார்கள் நான் அழைத்ததாக நான் அழைத்ததாக அவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் அன்றி அந்த மூன்று ரோடு பிரிய கூடிய அந்த வீதியிலே வந்து வருவார்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்களே என்று பார்த்திருக்கும் போது அதே போன்றி இரண்டு பேர்கள் வருகின்றார்கள் ரொம்ப அழகான சூரத்தோடு வரக்கூடியவர்களை பார்த்தது ரஹீமா அம்மா தன்னுடைய கருத்தை சொன்னதும் அது கேட்டு அம்ம இரண்டு பேர்களும் சொன்னார்கள் ஐயப்பன்பியுடைய மனைவி எம்பி ரஹீமாவே நாங்கள் ஒரு வேலை நிமித்தமாக அல்லாவுடைய உத்தரவு கொண்டு நாங்கள் போய்கொண்டோம் போய்கொண்டிருக்கின்றோம் ஆகையினால எங்களுக்கு அல்லாவுடைய சொல்ல அவசரமாக போகின்றோம் என்று சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சென்று விட்டார்கள் அதே நேரத்தில் அஹிமாமா மீண்டும் ஓடிவந்ததனுடைய கணவருக்கு சொன்னார்கள் அது கேட்ட நபி ஐயோப்பு சொன்னார்கள் அப்படியா பரவாயில்லை இப்ப போய் நில்லுங்கள் நான்கு பேர்கள் வருவார்கள் நான் அழைத்ததாக பத்தினி யார ஹிமாவும் அதே போன்று அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்த உடனே வந்த நான்கு பேர்களும் கேட்கின்றார்கள் பி வி ரஹீம்மாவே நபி அயூப் அவர்களுடைய மனைவியாரே ஆனால் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டித்தான் பாருங்கள் என்று அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்த நான்கு பேர்களும் நபி அதை நான்கு பேர்களும் அவர்களுடைய வந்தவர்களை வரவேற்றார்கள் அதே நேரத்தில் நான்கு பேர்களும் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய சற்று தாமதித்து நீங்கள் பதில் சொன்னீர்களே என்ன காரணம் என்று கேட்டார் அப்படி அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெருவரல் பருப்பமுடைய ஒரு பூச்சி ஒன்று ஒரு புழு ஒன்று கீழே கிடக்கின்றது அதே நேரத்தில் அதை சுட்டி காட்டி நபி சொன்னார்கள் நீங்கள் வந்து கூடிய நேரத்தில் இந்த புழு என்னுடைய உள் நாவில் நின்றும் ரத்த சோறையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது நான் உங்களுக்கு பதில் சொல்லி இருப்பேனே விழுந்துவிடும் அப்படி கீழே விழுந்தால் எனக்கு அவர்கள் வயலாறு உணவு கொடுக்கவில்லை என்று அல்லாவிடம் அது பத்துவா ஆகவே அது தன்னால சாப்பிட்டு அது தன்னாலே கீழே விழுந்ததுக்கு பின்னால நான் உங்களுக்கு பதில் சொல்ல இதுதான் அதற்கு சற்று சுடங்கி உள்ள இந்த நோய் நீக்கி அவர்களுக்கு சலாமத்தை கொடுப்பாயாக என்று நான்கு பேர்களும் அல்லாஹ் இடத்தினை பிரார்த்தனை ஒரு ஒட்டக தோலை கொண்டு வந்து விரித்து அதன் மீது அய்யூப் நபியை எடுத்து வைத்து நான்கு பேர்களும் ஐயூப் நபி எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அம்மாவை மழைத்துக் கொண்டு பார்த்து வைத்து வந்தார்களே அந்த இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களை கொண்டு போய் வைத்து விட்டு நபியே என்று அவர்களுக்கு செலாம் சொல்லி எங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டோம் வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் அல்லாவுடைய சென்றார்கள் நான்கு பேர்களும் அமர்வர்களாக அதே நேரத்தில் வருஷம் இருந்தார்கள் பத்தைய முக்கால் வருஷத்தை கழித்து விட்டு அந்த சித்தூர் என்று சொல்லக்கூடிய சின்ன நாட்டினுடைய எல்லையிலே வந்திருக்கும் பொழுது ரஹீமாவை அழைத்து சொல்லுகின்றார்கள் பிவி ரஹீமாவே என்னுடைய திரேகத்தை பார்த்தீர்களா மாமிசமே கிடையாது அந்த அளவுக்கு அல்லாவுடைய விருந்தாளிகளாகிய இன்னும் அதாவது பூச்சிகள் புழுக்கணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அவர்களுக்கு நான் உணவு கொடுப்பதுனால எனக்கு இப்போ உணவு வேண்டும் எனக்கு பசி இருக்கின்றது பசி பொறுக்க முடியவில்லை உன்னை உணவு வேண்டும் என்று சொன்ன உடனே அதை கேட்டு ரஹிமா தன்னுடைய கணவருடைய நிலையை பார்த்து அவர்கள் தன்னுடைய கணவருக்கு பசி தீர்க்கும் பொருட்டு உணவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக தன்னுடைய கணவர் எந்த இடத்துல அவர்களுக்கு இருப்பதற்கு தகுந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து மா ஆரம்ப வேகமாக அந்த அவசரமாய் வந்திடுவார் ஆழ உள்ளமே அவசரமாக அந்த ஊருக்கு உணவு தேடி வரக்கூடிய ஒரு நிலையில இன்னும் பலவிதமாவுடைய மருந்து மூலிகைகளையும் கையில் வைத்துக் கொண்டு பலவிதமாக பாட்டில்களையும் மருந்துகளையும் கைதிகளை வைத்துக் கொண்டு அவங்களுடைய முன்பதாக வந்து அதே நேரத்தில் பி ரஹிமா அம்மாவை பார்த்த அந்த வைத்தியன் சொல்லுகின்றான் நீங்கள் தான் ஐயபு நபியுடைய மனைவி ரஹிமா அம்மா என்று சொன்னார் உடனே அது கேட்டவர்கள் அவர்கள் ரஹிமா அம்மா நான் அவங்களுடைய மனைவி என்று சொன்னார்கள் நீங்கள் யாரென்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றான் பெரிய வைத்தியன் பிரபலியமானவன் தீராத நோய்களை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கக்கூடிய தன்மையில எனக்கு பெரிய வைத்தியத்தினுடைய தன்மையினால என்னுடைய இடத்துல பெரிய பெரிய மருந்துகள் எல்லாம் இருக்கிறது ஆகையினால ஐயக்கு என்ன விதமாக நோய்காய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்த வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடனே அதை கேட்ட ரஹிமா அம்மா சொல்லுகின்றார்கள் அப்படியான அந்த மருந்தை தாருங்கள் என்னுடைய கணவருக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய நோயை குணப்படுத்தி வருகிறேன் என்று பி ரஹிமா அம்மா ஆகையினால ரஹிமா அம்மா அவர்கள் கேட்ட உடனே அதை கேட்ட அந்த வைத்தியன் சொல்லுகின்றான் அதாவது பிவி ரஹிமாவே நான் மருந்து தருவதற்கு முன்னால நான் மறந்து கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு கொடுப்பதற்கு முன்னால அந்த மருந்தினுடைய ஒரு பக்குவத்தை சொல்லுகின்றேன் ஒரே சொல்லுகின்றேன் அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய கணவரிடத்திலே தெரிந்து வாருங்கள் பின்னால் நான் மறந்து தருகிறேன் என்று அந்த வைத்தியன் சொன்னார் சொல்லுங்கள் கேட்டார்கள் உடனே அந்த வைத்தியம் சொல்லுகின்றான் இரண்டு பாட்டிலில் ரெண்டு தைலம் தருவேன் அதே நேரத்தில் அந்த தைலத்தையும் அந்த தரக்கூடிய அந்த டானிக் அந்த மருந்தையும் சாப்பிட வேண்டும் அதே நேரத்தில் அல்லாவுடைய தக்பீர் இல்லாதபடி ஒரு பட்சியையோ அல்லது புறாவையோ எதையோ ஒன்றை அறுத்து உங்களுடைய கணவர் சாப்பிட வேண்டும் அல்லாவுடைய தக்பீர் இல்லாதபடி பிஸ்மீர் இல்லாதபடி சொல்லி அதை நீங்கள் அறுத்து அவர்கள் சாப்பிடுவார்களே ஆனால் ஏற்பட்ட நோய் குணமாகிவிடும் என்று பி வி அம்மாவுக்கு அந்த வைத்தியில் சொன்னான் ஒரு மனதிலே நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கணவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயும் அதனால் ஏற்பட்ட ஒரு கொடுமையும் அதனால் ஏற்பட்ட ஒரு சங்கடத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஹிமா அம்மா அவன் சொன்னதை அவர்கள் மறந்து பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வதைப் போன்று பேதையினுடைய தன்மையினால அந்த வைத்தியில் சொன்ன ஒரு வைத்தியில் சொன்ன வார்த்தையை கேட்டு ரஹிமா அம்மா அவசர அவசரமாக தன்னுடைய கணவருடைய முன்பதாக ஓடி வந்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய கணவரே நான் இவ்விதமாக உணவு தேடி செல்லும் போது என்னுடைய முன்பதாக ஒரு வைத்தியன் பிரபலியமானவன் வந்தார் வந்தவர் மறந்து தருவதாக சொன்னார் ஆகையினால் அதை உங்கள் இடத்திலே கேட்டுக்கொண்டு வந்தால் மறந்து தருவதாக என்னை சொல்லி அனுப்பினார் என்று சொன்னவுடனே நம்முடைய நம்பி கேட்கின்றார்கள் பி ரஹிம்மாவே அப்படியே மறந்து தருவதாக சொன்ன சொல்லாம் வேதமாக அதாவது உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது எண்ணி பார்க்காதபடி இந்த வார்த்தையை வந்து என்னுடைய இடத்திலே சொல்லுகின்றீர்களே அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இது நாள் இது கால வரைந்திரமும் என்னுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சொல்லுகின்றீர்களே இரண்டு பாட்டில் இரண்டு தைலந்தருவான அதையும் சாப்பிட வேண்டும் அல்லாவுடைய தக்வீன் இல்லாதபடி ஒரு பட்சி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே இதுவரைக்கும் நாம் அப்படி செய்தது உண்டுமா அல்லாஹுடைய ஹராம் அல்லவா ரெண்டு பாட்டிலில் தைரம் தருவதாக சொன்னே அது என்ன தெரியுமா கள்ளும் சாராயம் அல்லவா அது நாம் குடிப்பது நமக்கு அது கூடுமா அது நம்மளுக்கு ஹராம் அல்லவா ஆகையினால இந்த வார்த்தையை கேட்டு வந்த நேரத்தில் சொல்லிவிட்டீர்களே பிவி ரஹீமா நீங்கள் நேற்று அல்லாவுடைய அல்லாருடைய மலக்குகளுடைய தூதாக சென்று இன்றைக்கு நீங்கள் என்னுடைய வேண்டி அல்லாருடைய சாப்பிட வேண்டும் என்று இந்த வார்த்தை என்னுடைய உங்களை நூறு அடி அடிப்பேன் என்று ல அழகான வாய் இருந்து ஐயோ புனபி நீர் வடித்தீருவாங்க நூறு அடி அடிப்பேன் என்று சொன்னதும் அடிப்பேன் என்ற வார்த்தையை கேட்ட ரஹிம் மாமா துடியாய் துடித்து விட்டார்கள் கண்ணீர் வடித்த அழுகின்றார் கணவருடைய காலடியிலே முட்டி முட்டி அவங்களுடைய மனதில இறக்கம் வரும் வரைந்திரமாடுதார்களா பிவி ரஹி மாமா அதே நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய நிலையை கண்ட நபி அய்யூப் பலேசலா துவசலா தன்னுடைய மனைவிடைய கையை பிடித்து சொல்லுகின்றார்கள் பி வி அஹிமா சபூர் செய்யுங்கள் ஆனால் என்னுடைய வாய்நாள் சொன்னது சொன்னதுதான் நபிம்மார்கொடைய வாய்நாளை சொன்னது ஒரு காலம் அது அதுக்கு மாற்றம் இருக்காது ஆகையினால என்னுடைய உயிருக்குமையான நிச்சயமா இந்த நூறு அடி உங்களுக்கு தண்டனை ஆனால் உயிர் பிரிந்து விட்டாலும் மறு உலகத்திலேயாவது உங்களுக்கு இந்த நூறு அடி அடி என்று சொன்னார்கள் ஆகினால் அவங்களுடைய மனதில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மீண்டும் அனுப்பி வைத்தார்கள் ரஹிமாமா அந்த ஊருக்குள் அவசரமாக வந்து தன்னுடைய கணவருக்கு தன்னால் ஏன்ற வேலைகளை செய்து அதனால் கிடைக்கின்ற உணவுகளை கொண்டு கொண்டு அவர்களுக்கு கொடுத்து பிவி ரஹிமாமா தன்னுடைய கணவரை பாதுகாத்து வந்துடும் ஏழையால் பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு வருடங்களாக நோயினாலே கஷ்டப்படுகின்றார் நபி ஐயபுலாத்து ஆனாலும் அந்த சித்து சின்ன நாட்டிலே ஏழேகால் வருஷமாக ஜீவித்து வருகின்ற அந்த ரஹிமா அம்மாவுடைய ஒரு நிலைமையினால அந்த வீடுகளுக்கு அவங்க அடிக்கடி போய் வேலை வேலைகள் கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கின்ற உணவை கொண்டு வந்து கொடுத்து காப்பாற்றுகின்ற அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாம் ரஹிமா மேல வெறுப்படைந்தார்கள் இந்த அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாதா இந்த அம்மாவுக்கு வேற ஜோலியே கிடையாதா தினசரி அவர்களுக்கு இதே நிலை ஆகிவிட்டது என்று அந்த ஜனங்களுடைய மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டது ஒரு பழமடை சொல்வார்கள் நிமித்தம் போனா முதல் கிடைக்கும் ரிம்மாவை பார்த்தவர்கள் வெறுப்படைந்தார்கள் உணவு கொடுக்க மறுத்தார்கள் அவர்களை உபசரிக்க மறுத்தார்கள் இந்த நிலையில ரஹிமா அம்மாவுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாகி விட்டது கணவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பது அவர்களுக்கு பெரிய கஷ்டமாகிவிட்டது இந்த நிலைமை அவர்களும் பதினெட்டு வருடங்களாக நோயினால கஷ்டப்பட்டு அல்ல சங்கடப்பட்டு மாமசங்களும் சங்கடப்படுகின்றார்களே அல்லாவுடைய இப்பாதத்தை மறப்பார்களா அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை விட்டிருப்பார்களா அல்லாவுடைய தொழுகையை ஒரு நிமிஷமாகினும் அவர்கள் பிற்படுத்துவார்களா அதை மட்டும் அவர்கள் பிற்படுத்த மாட்டார்கள் அல்லாவுடைய வணக்கத்தை அவர்கள் இழக்க மாட்டார்கள் அல்லாவின் மீது வைத்திருக்கவே வேண்டிய நம்பிக்கை உள்ளும் பகலும் அவர்கள் துதித்து வணங்கி ஆண்டவனை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் என்று கணவருக்கு எந்த விதமாவுடைய உணவுகளும் கிடைக்க முடியாத நிலையிலே ஓடி வந்து கணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள் அருமை நாயகரே இந்த ஊர் ஜனங்கள் நமக்கு வேலை ஜோடி கொடுக்கவும் மறுத்துவிட்டார்கள் நம்மளுக்கு எந்த விதமாகவுடைய உபகாரங்கள் செய்யவும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் இந்த நிலைமையில் நாம் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை எப்படி நாம் உங்களை பாதுகாக்கிறது என்று அந்த அம்மாள் பரிதாபமாக சொல்லும் பொழுது நம்பி ஐயோக்கு சொன்னார்கள் பி வி என்னை இது இதுவரைக்கும் பாதுகாத்து என்னை பராமரித்து வந்தீர்கள் அதுபோல என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா என்னுடைய ஆலை பார்த்தீர்களா இந்த தன்மையை நாம் என்ன செய்வது எப்படியாகி எனக்கு இப்ப உண்ணுவதற்கு உணவு வேண்டும் என்று சொன்னார்கள் அது ஏற்ற ஹிமா அம்மா கண்களில் கண்ணீர் மீண்டும் ஓடினார்கள் அந்த ஊருக்குள்